காசிபருகரிஷி பிறந்த நாங்கள் பிறந்தோம் தாத்தா யாரு மகரிஷி மகரிஷி அதுக்கு பெரிய தாத்தா பெரிய தாத்தா பிரம்மதேவன் ஒரு பிறலினாலே ஒரு லட்சம் உற்பத்தி பண்ணி உற்பத்தி பிள்ளைகளே சென்று வாருங்கள் குழந்தைகள் இந்த வழியா போன நேரமாக போன நேரமாக பெரிய மலை பெரிய மலை ஒரு புகை இந்த சேர்ந்துள்ளே போனி குத உள்ள அத்தனை பேரும் இருபத்தேழு பெண்ணை அடடே அவருங்க தா நானே நாளை 27 தாங்க 27 பெண்ணா சனவு கொடுத்தான் சந்திரன் நான் ஒன்னு கட்டினே பாளார படுங்கரா 27 பென்னு கட்டினே என்ன பண்ணுவ தெரியலயா ஏ காரங்க எப்படி சாம்பார் போறா தெய்வாம்சமா எப்பயோ வந்து சாடறதுக்கு வந்துரு எப்படி யோவ냐 தேவரங்களுக்கு எல்லாம் பாசி ASCII பூப்பு இரப்பு இரப்பு எல்லாம் கரையாது பைலா பைலா பதிமூன்று பெண்ணை காசி பரிசு கொடுத்தார் ஒரு பெண்ணை சிவனது கொடுத்து எவ்வளவு அப்படி கொடுத்து அருப காசி பயிற்சிக்கு முதல் மனைவி முதல் அது என்ற பெண்ணுக்கு யாருக்கு அதி அதி தனம் என்ற தாயான ஏற்பட்டு தந்தையார்கள் சேர வேண்டும் அந்த நேரத்தை சேர்ந்த தந்தையானவர் வீட்டுக்குமாகாது அழைத்தவுடனே சொல்லாம சொல்லாம அந்த பகற்காலத்திலே தந்தையானவர் சென்றோம் ஒரு பிள்ளை பராகம் என்று சொல்லக்கூடிய பன்றியால் பன்னியால் இன்னொரு பிள்ளை சிங்கத்தால் மாண்டு போய்விடுவோம் மாண்டு விடும் என் தாயின் கர்ப்பத்தில் கெபத்திரே நாங்க எத்தனை ವರ್ಷ இருந்தோம் எத்தனை வருஷம் 100 ವರ್ಷமா আরে மத்த அவங்க சின்ன சாமானிங்க நாங்க பறக்கற பறக்களே தாயின் வயித்திலே 100 ವರ್ಷமா விளையாடுறதண்டோ உள்ளவே விளையாடுவீங்க வெளியிலே விளையாடுறோம் ஆஹா இந்த தாயோட வயி பயிரானது ஆகாயத்தை முட்டு வல போகுது அவே செத்துண்டே போயி பாத்தா சூரிய சங்கிரன் அவங்க கெக்க பாட்டு தல குனிந்து தல குனிந்து நேரா போகாம சைடா போறாங்க ஓ திசமாரி போறாங்க அப்ப கெக்க என்ன வர இன்னோர் வரம் என்ன வரம் நான் எப்ப ஏ போன் பாக்கணும் நினைக்கறனோ பாப்ப எனக்கு விடு போய் ஏற்பட்டு அப்பதான் அப்பதான் கோழங்க பறக்கணும் கோழங்க பறக்கணும் அடி ரெண்டு வரம் கேட்டது இன்னாரே தாந்தையோ கொடுத்தா கொடுத்தாங்க கொடுத்த உடனே கொடுத்து உடனே மூணு ವರ್ಷ தாயை கர்ப்பத்தில் வளர்ந்தி வளர்ந்தி ஏத்தை இந்த நேரមុன்பது பின் பத்து பின் பத்து நடு நடு பத்து இந்த நேரத்திலே கோழங்கை பறக்க மாட்டேன் உடனே இணைந்தோடும் எப்படி பிறந்தோம் தாயை வைத்திருந்த பிறகு கசிவும் ஏராளமான காரணங்கள் கொடுத்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. அடேங்காரியே. தாம்பூலமா அம்மா அம்மா என்னம்மா எங்க கண்்கருக்கு தাড়து மாட்டேங்குறோம். ஓடுவாங்க திருடியே. இதுவா பூலோகம். இதுவா பூலோகம். இத பார்க்கவேங்களை கிட்ட எடுத்த. கிட்ட இது விட உங்க பையரே ரொம்ப பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. எங்க அங்கே வச்சிரலாமே. அங்கே வச்சிரலாம். இந்த பூலோகம் எங்க இடம் பார்த்தா தான் வளரா? ஆமா வெச்சு நீங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டு வைக்கிறோம் குழந்தைகா இதோடு நின்று விடுதலில் உலகம் இருக்குது மேலே ஏழு இருக்குது சொன்னவுடனே உடிச்சி அழுத்தோம் அங்கே <laughs> <laughs> <laughs> அப்படின் ஒத்து இந்த கைலாயம் யாருக்கு சொந்த உங்களுக்கு தேவே சுத்தான் தப்பி சொல்றான் அந்த வைகுந்த வாசன் அங்கே போயணும் அப்படியுமே அந்த ஆன இருக்கிற பாபு தான் எனக்கு எல்லாம் செய்வோம் வேண்டு கிடையாது தெய்வமாக இருக்கு கவனிக்கலாம் கும்பா கும்பா கும்பராசூரா மந்திரியா ஐநூறு ஆயிரம் கோடி அமைச்சர்கள் சொல்றியா பாணி கேக்குறீயே ஆமா நம்ம பேசுறோம் நம்ம பேசுறோம் தம்பியோடி சென்றவன் தனித்து வந்த காரணம் என்ன ஒரு தம்பியான இராகத்தை வளளவர் பரமதனா உலகத்துக்குரிய சஞ்சயவ ராயையை வாயு மோத்திரா சபாட் பாட்டியாடா தட்சிஷா வாத்தியா தட்சிஷா சுனி விலு பை அட ஓ மூனிமா என்னத்த அவரா குடுங்க தான கோர பை உணவா சுத்த அந்த சத்தியாகத்தை ஒரு மரியாதை கொடுக்கணும் உண்டால ஆதிவேலன் மேச்சிக்கு மரியாதை பண்ணியா ஓய் பாதியோ ஒருத்தவ யாராவது ஆதிவேலன் யாராவது நம்மள பாத்தா என்ன டேய் கேட்ட போக முடியல நானா பேச மாட்டேன் பாசிபிட்டா அதே சாக்கு போயிடுச்சு அட மரம் தப்பி தேவரை மாரை நீ மெச்சின்டா சும்மா காப்பைய விட்டுச்சமா இருக்கா நான் காலையில கைல வர 8000 சப்பி சாமா வந்து ஆச்சு எப்படி வரும் அதுலயே ஒரு கோட்டை கட்டி என்ன உளம்புற கேண்டர் சம்பாரவுடா சாதாரணமா இருக்கும் செஞ்சிருக்க மாட்டோம் இதுதான் காரணம் இருக்கும் சும்மா சோறா என்னடா அப்பாடி ஒரு கோட்டை கட்டான் கோட்டை கட்ட இருக்கின்ற போது பரமதೇವ பார்த்தா அப்பா நான் வரக்க கூடிய சஞ்சயவனன் மேலே பரமதೇವ ஆய다. யாரிட்ட அந்த கம்ப கட்ட. ஆமா. உடனே நாலாயிரனவர் வெண்பண்டியனரடு வந்து வந்தா. வந்து வந்து வந்து நரக கோட்டையை களைந்து களைதியே அந்த பாளைய எடுத்து செஞ்சு பரமதೇವனருக்குலே கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு பாச்சடடே அனாரி பாஜா ரொம்ப உலவ காரணாவே. லோககாரே இப்படி கோட்டை கட்ட சாமத்தியா தம்பி கட்ட என்ன யோசனை பண்ண அதை துண்டத்தியது பண்ணி அந்த அவதான அங்கிருந்து வந்த பறி வந்து எதிர்கும் தம்பிக்கும் அந்த பன்ற அமோகமான சண்டை நாட்களாக பயங்கரமான சண்டை ஆமா அந்த தண்ணையிலே ஒரு தம்பி கையை எடுத்து அடிக்கிறார் அந்த பண்டியனது தன் முதலုပ်பொளியை தான் கொண்டு இருக்கிறது 15 ஆம் நாளிலே அந்த பன்னி சட்டுதா இல்லையா 15 ஆம் நாளிலே ஒரு தம்பி தானவர் தச்ச சோழர் அடைந்தார் அந்த பண்டியனது தன் கோரா பற்களால் உங்கள் தம்பியை கைது கொண்டுவிட்டார் कि देर से आया है இந்தabri பட்டட அந்த ஆட்சி என்ன போறது அதாங்க இனி உயிரை வாழ தகுமா ஐயா ஏன்டா யா நீ மோனங்கா தன்றி மடி விட்டுறேன் ஏன் உயிரை விட வேண்டாம் என்று தடுகிறீர்கள் தன்றி மடி விட்டுடாரே அண்ணனோர் கோயா இவரே தனக்கு தானை மடி விட்டுார் என்று உலகமாத்த ஏங்குறதுங்க ஆமா கைல கைல அண்ணா பழிக்கு பழி வாங்கற மயத்துறை என்ன செய்வான் விட கூடாது அந்த அரியோ பந்திரதந்திரம் அறிவுண்ட நடக்கும் பாட்கள்த்தனி வந்துட்டான் அந்த அரிய ஆட்ட முடியுமா நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். ராமா பேட்ரிங்க. கேட்டி அடங்க. இங்க போங்க. காவலா வீட்டை தப்பா பட்டு பட்டை போயிடுங்க ஓட்டலா? இன்னார ஓட்டனா என்ன தூங்க மாட்டீங்க? ஓட்டனா நான் தூங்கிட்டு இருப்பanga. இங்க வந்து தூங்க வேண்டிய கால இல்ல. ஒரு பூத்து பார்த்தா கண்ணுக்கு செவிக்குறா சரி சரிவா சாரா வைக்கிற அங்க வைக்கிற பொருளா ராஜ்ய சிம்மாசனத்தில சாராய கடை மட்டும் சிம்மாசனத்தில வைடா என் மனைவி மாச கருப்பா சாரம் இருக்கணும் போற அங்க போய் தவம் அதனால தேவர்களோ ஆபத்து வரலாம் கண்டிபாட்டு வரத்துக்கு